வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மினிட் சார்ட் ஜான் ட்வெண்ட்டி ஃப்ரைடே மார்க்கெட் மார்க்கெட் ஓப்பனான ஒன் மினிடில் அப்பர் சைடில் ப்ரேக் அவுட் ஆகி நைன் சிக்ஸ்டீனுக்கு பைக் கால் ஜெனரேட் ஆகுது இந்த சார்ட்டில் opposite calls மட்டும்தான் வரும் Previous கால் Sell Call so நமக்கு மார்க்கெட் ஓப்பன் GAP கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அப்பர் சைடில் ப்ரேக் அவுட் ஆகி கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக buy call ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த chart automatically candle moment analyze பண்ணி பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் கால்ஸ் வந்து லைவாகவே ஜென்ரேட் ஆகும் ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் வாட்ச் பண்ணுவீங்க அதில் வர கால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் போட்டுக்கலாம் இதில் மேனுவல் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா அதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் ரெண்டு டார்கெட் கிடைக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஆட்டோ ட்ரேடிங்னா நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆக முன்னாடியே ஆட்டோ ட்ரேடிங் சார்ட்டில் ஆர்டர் போட்டு வச்சிடலாம் லைவில் உங்களுக்கு சிக்னல் ஜென்ரேட் ஆகும்போது அது உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கும் இதில் ஃபர்ஸ்டாகட்டே நமக்கு ஃப்யூச்சர் சார்ட்டில் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ ஆப்ஷன் ட்ரேடராக இருந்திங்கன்னா அட் த மணி ஆப்ஷன் ஸ்லோவான மார்க்கெட்டில் நாற்பது பாயிண்ட் டார்கெட் வைக்கலாம் மார்க்கெட் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஐம்பது பாயிண்ட்டு கூட நூறு பாயிண்ட் கொடுக்கவே மூவ் பண்ணும் இதில் நமக்கு ரெண்டு டார்கெட் ஒரு ஸ்டாப்லாஸ் வந்து டிஃபால்ட்டாக கிடச்சிரும் என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கனா ஃபார்ட்டி டூ இன்றைக்கி ஃபோர் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் அது ஒரு ஒன் பாயிண்ட் கிட்ட இருக்க இது எப்படி மூவ் பண்ணுது டார்கெட்டை பிரேக் அவுட் வெயிட் பண்ணி பார்ப்போம் நைன் வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான மொமெண்ட்டம் தார்க்கெட் வந்து அப்படி ஃப்ளாட்டாக ஃபார்ட்டி டூ ஃபோர் எயிட்டியில் போச்சு ஃபார்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்ட்டே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு டார்கெட் ஒன்று ஒரு கால் ஜென்ரேட் ஆன ஆறு நிமிஷத்தில் அச்சீவ் பண்ணியிருக்கு சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேஙின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து பிளான் டீட்டெயிலாம் சென்ட் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்சத்தில் டெய்லி வீடியோ இப்போ பார்க்காம நீங்கள் உங்களுடைய சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதில் உங்களுக்கு கால்ஸ் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ராடே பண்ணிக்க முடியும் லைவ் மார்க்கெட்டில் எங்க ட்ரெண்ட் எடுக்கலாம் இப்போ வந்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம் ட்ரெண்ட் இப்போ என்ன அப்படின்றத டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டை வந்து பார்த்துட்டு அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கேண்டலினுடைய கலரை சேஞ்ச் பண்ணும் என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ்ன்னு உங்களுக்கு லைவாகவே வந்து கால்ஸும் வந்து கொடுக்கும் சாட்டோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ